Hi students, 12th हाई स्टूडेंट मैक्स एक्ससेम पाकपर सो कोशन पाती इफ इज वोलू थ्री इट टू ईक् मैनस्वन ऐ अंडी 4i So, that First सप्डिशन Z1 இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஈக்குவல் டு இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ வெரிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு இசட் டூவையும் இசட் த்ரீயையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் இசட் டூ உடைய வேல்யூ என்னங்க 7i then ஐ தென் இசட் த்ரீ உடைய வேல்யூ ப்ளஸ் ஃபைவ் ஸோ so, real ரியலோடு பெருக்கிக்கலாம் ஸோ ஆன்சர் என்ன வருதுங்க ஃபைவ் மைனஸ் 7 ஃபோர் 4 த்ரீ தென் மைனஸ் த்ரீ 3i. So, Z2 டூ ப்ளஸ் இசட் த்ரீ உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்ச substitute நாங்கள் Z1 பண்ணலாம் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ ஸோ இசட் ஒன் நமக்கு ஏற்கனவே இப்போ இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ என்னங்க 5 minus 3i. फै so, मैन 3 ई सो मलटिपल पा थ्री फैसटीन देन प्लस इंटू मैनस् मैनस््री थ्री सार नय नयन ऐलच सैडस नयन ई नैक्स्ट आर हम इजी इजूव मलटिपल पड़पो So, Z1 ஒன்னுடைய வேல்யூ 3 Z2 டூவுடைய வேல்யூ மைனஸ் செவன் ஐ மல்டிபிள் பண்ணால் த்ரீ செவன் 21 So, ஒன் ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் இன்ட்டு ஐ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இசட் ஒன்னையும் இசட் த்ரீயையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ இசட் ஒன்னுடைய வேல்யூ த்ரீ இசட் த்ரீ உடைய வேல்யூ ஃபைவ் 4i so, 3 5's are 15. 3 15 12 plus 12i फोर ऐर फिफ्टीन थ्री फोर सार्वलव प्लस ट्वल कैल्यू add पड़प आडप so z1 into z2 plus z1 into z3 so minus 21i So, प्लस् फिफ्टीन so, okay, प्लस ट्वल सो फर्स्ट रियल पार्ट फिफ्टीन टवेंटी वनवल पाँ मैनस्यन आई सो verify ईक्वल ईक्वे वेरीफ प ओके सेकंड सप्डिशन पाप इज प्लस् इजटटू देो इजट थ्रीय मल्टिपल पड़प फर्स्ट left left-hand side பார்ப்போம் LHS, so, Z1 ஒன்னையும் Z2 டூவையும் ஆட் பண்ணலாங்களா Z1 ஒன் வந்து என்னங்க த்ரீ இசட் டூ வந்து மைனஸ் செவன் ஐ இப்போ இந்த வேல்யூவை இசட் த்ரீயோடு நம்ம என்ன பண்ண போகிறோம் மல்டிப்புள் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாங்களா இசட் ஒன் Z3, இசட் so, Z1 இன்ட்டு இசட் டூடைய வேல்யூ என்னங்க 3 மைனஸ் செவன் ஐ இசட் த்ரீ வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஐ 15 3 சார் ஃபிஃப்டீன் த்ரீ ஃபோர் சார் டுவல் என்ன டுவெல் ப்ளஸ் டுவெல் ஐ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஐ ஓகேங்களா தென் செவன் ஃபோர் சார் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இன்ட்டு ஐ ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் ப்ளஸ் டுவெல் ஐ minus 35i then i square value 1 so minus फै देर व्यू मैन वो सो मैन real number add एट नेक्स्ट रियल 28 next 35 फार्टि थ्री फिफ्टीन प्लस् 23 then i फैल okay, टाइना so थ्री first equation LHS side நெக்ஸ்ட் ஆர்ஹெச்ஸ் பார்ப்போம் Z1 ஒன்னையும் Z2 டூவையும் என்ன பண்ண போகிறாங்க மல்டிபிள் பண்ண போகிறோம் Z1 ஒன்னுடைய வேல்யூ என்னது த்ரீ இசட் டூவுடைய வேல்யூ மைனஸ் செவன் ஐ ஸோ த்ரீ செவன் சார் டொண்ட்டி ஒன் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஐ इज त मलटिपल पड़प इज टू इंट इज ती सो इजू वल्यू मैनस् सेवन ऐसे थ्रीड व्यू 4I प्लस फोर ऐ 7 पड़ूंग सेवन फैटी फै मैन थटिफ नेक्स्ट 7 ஃபோர் சார் 28 எயிட் மைனஸ் ட்வெண்ட்டி i இன்ட்டு ஐ ஸ்கொயரு ஸோ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ தேட் இதனுடைய ஆன்சர் என்ன வருதுங்க மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஐ ப்ளஸ் ட்வெண்ட்டி எயிட் கண்டுபிடிச்ச ரெண்டு ஆன்சரையும் என்ன பண்ண போகிறோங்க ஆட் பண்ண போகிறோம் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் ஐ ப்ளஸ் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இல்லை பாருங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி அதாவது Z1 ஒன் இன்ட்டு இசட் த்ரீனு போடணும் நம்ம வந்து இசட் டூன்னு போட்டதுனால வேல்யூ வந்து என்ன ஆகிடுச்சுங்க சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ நம்ம எப்போவுமே சம் போடும்போது கரெக்டாக போட்டால் மட்டும்தான் ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரும் ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ கரெக்ஷன் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா அப்போ இசர் உடைய வேல்யூ என்ன வருதுங்க ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் வருது ஸோ த்ரீ ஃபைவ் சார் ஃபிஃப்டீன் தென் ப்ளஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் எது எது ஆட் பண்ண போகிறோம் 15 ப்ளஸ் டுவெல் ஐ ஸோ இப்போ ரியல் நம்பரு ரியல் நம்பரோட மல்டிபிள் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தென் ஃபார்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் டுவெல் போயிடுச்சுன்னா என்ன வருங்க 23 த்ரீ மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐ ஓகேங்களா ஈக்வஸன் டூ ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்போ ஹென்ஸ் வெரிஃபைடு